அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் bank நிஃப்டி future 1 minute chart பார்க்குறோம் இன்றைக்கி day வந்து பார்த்திங்கன்னா April 21st ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10.55 ஃபிஃப்ட்டி இந்த chart உங்களுக்கு என்ன பண்ணுவோன்னா live marketல calls வந்து generate பண்ணும் எப்படினா ஆட்டோமேட்டிக்காகவே அதிலே calls வரும் உங்களுடைய வேலை அந்த calls பார்த்து ட்ரேடிங்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நமக்கு ஒரு பை கால் வருது அதனால் பாருங்கள் நமக்கு கிரீன் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஆக்சுவலி மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஏன்னால் ப்ரியஸ் கேண்டில்லாம் பாருங்கள் ஒவ்வொரு ஒன் மினிட் கேண்டிலும் ஜஸ்ட்டு ஒரு ஒன் பாயிண்ட்டு இப்படி தான் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அதுலயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் பண்ணி மேல வந்ததalle இப்ப ஒரு 1055 க்கு அப்புறம் பாத்தீங்கனா अपर சைடு ब्रेकアウト அப்படினு சொல்லிட்டு நமக்கு ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு இந்த சார்ட் வந்து ரொம்ப சிம்பிளான சார்ட் தான் யார் வேனாலு பார்த்தேனா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கற மாதிரி டிசைன் பண்ணி இருக்கோம் எப்பினா இப்ப ஒரு கேண்டில் கலர் மார்க்கெட் ட்ரெண்ட்க்கே சம மாதிரி ஃபிக்ஸ் பண்றது எப்பினா இப்ப ஒரு பை ட்ரெண்ட்ன்றனால green color candle open ஆயிட்டு போகுது அந்த பை ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் எல்லா கேண்டிலும் சேமாவே இருக்கும் green color லே இருக்கும் சோ யார் வேனாலு நீங்க சும்மா சார்ட் ஓபன் பண்ணும்போது ஓகே இப்ப ட்ரெண்ட் வந்து ஒரு green color ல இருக்கு பை ட்ரெண்ட்ன்றத अंडरस्टैंड பண்ணிக்கலாம் அடுத்த レッド கலர்னா செல் ட்ரெண்ட் அப்படிங்கறத अंडरस्टैंड பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ எண்ட்ரி எடுக்கறதுல நிறைய பேருக்கு ஒரு कंफ्यूजन இருக்கும் இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா எண்ட்ரி எங்க எடுக்கலாம் பை 36597.80 அதான் நம்மளுடைய எண்ட்ரி பாயிண்ட் அந்த சார்ட்ல அப்படியே ளியராவே இன்டிகேட் பண்ணி இருக்கு சோ நீங்க ஜஸ்ட் அந்த எண்ட்ரி பாயிண்ட்ல டிரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்து மேலர்க்க இருக்க லைன்ஸ் தான் டார்கட் லைன் கீழ லைன் வந்து லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன் இதில் ஃபர்ஸ்ட் டாரெட் வந்து மேக்ஸிமம் சேஃபாக ட்ரேட் பண்ணுறவங்க இதில் எக்ஸிட் ஆகிறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறமா மார்க்கெட் மேலே போகணுன்னு ஃபுல் கான்ஃபிடன்ட் இருக்கவங்க மட்டும் செகண்ட் டாரெட் வந்து எயின் பண்ணலாம் இதை ஃபர்ஸ்ட் டாரெட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பாயிண்ட் மேலே இருக்குது இதை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெட்டானது பார்த்தீங்கன்னா நமக்கு தொடர்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக மார்க்கெட் மேலே ஏறிட்டே வந்துச்சு அப்படி நமக்கு ரைஸ் ஆனதில் இப்போ லெவன் ஃபிஃப்டினுனுக்கு பாருங்க பதினொன்னே காலுக்கு நமக்கு மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஆர்ட் ரேஞ்சை கரெக்டாக ரீச் கொடுத்துருக்கு இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் தேர்ட்டி கால் ஆப்ஷன் ஸோ கால் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி எயிட்டில் பை கால் வந்திருக்கு வந்தது இப்போ ஒன் நைன்ட்டிக்கு மேலே ட்ரேடிங் வந்து போய்ட்டுருக்கு ஒரு டேரக்ட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த சார்ட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணுன்னா வாட்ஸாப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம் புரிச்சுருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்